தம்பி அவங்க கூட நான் நிறைய சண்டை போடுவேன் பயங்கரமா பிரச்சனை பண்ணுவேன் அவங்க ரொம்ப சுத்தி சொல்றதே கேட்கவே மாட்டான் ஆனா எனக்கு எல்லா வேலையும் செய்யும் மோஸ்ட்லி எனக்கு எதுனாலும் இவங்க கேள்விதான் சப்தி கேட்பேன் எனக்கு அது இருக்கு சொல்லுவேன் இது